வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஒன் மினிட் சாட் ஜனவரி தேர்ட் இப்போ டைம் வந்து ஒரு ஆகுது நமக்கு டவுன்சைட் ப்ரேக் அவுட் செல்க் கால் ஜென்ரேட் ஆகுது ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது கேண்டில்னுடைய கலர் சேஞ்ச் ஆகும் என்ட்ரி பாயிண்ட் ரெண்டு டார்கெட் லைன் ஒரு ஸ்டாப்லாஸ் லைன் வரும் ஹண்ட்ரட் பாயிண்ட் டார்கெட் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் வந்து டபுள் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட்னுடைய ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் மார்க்கெட் இன்றைக்கி நைன் ஃபிஃப்டி நேஎம் டே க்ளோசிங்க்கு நியராக தான் ஓப்பன் ஆச்சு மார்க்கட் ப்ரீயஸ்டேனுடைய புல்லிஷ் மொமெண்டம் ஃபாலோ ஆச்சு அந்த மொமெண்டம் ஃபார்ட்டி த்ரீ சிக்ஸ் ரேஞ்ச் அது வரைக்கும் BREAK அவுட் பண்ணாலும் அதுக்கப்புறம் மார்க்கட் டவுன் சைடில் இறங்குனால செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு ரொம்ப சிம்பிளான சாட் எப்போ ட்ரெண்ட் மாறுதோ கால் ஜென்ரேட் ஆகும் நமக்கு ப்ரியஸ்டே பைக் கால் வந்துட்டே இருந்துச்சு லெவன் ஓ ஒரு லெவன் தேர்ட்டிக்கு அப்புறம் செல் காலாக சேஞ்ச் ஆகுது ஸோ ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு நீங்கள் பார்த்துட்டு ஈஸியாக ஆர்டர் போட்டுக்கலாம் உங்களால் மேனுவல் ட்ரேட் பண்ண முடியலன்னா ஆட்டோ ட்ரேட் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி த்ரீ ஃபைவ் தேர்ட்டின் அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குதுல கேண்டில்லேருந்து அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன் கீழ இருக்க ஃபர்ஸ்ட் ரெட் கலர் லைன் ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஃபார்ட்டி நமக்கு இது ஒரு ஒன் பாயிண்ட் கிட்ட இருக்குது ஸோ இது எப்படி மூவ் பண்ணுது டார்கெட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ட்ரெண்ட் அப்படி ரிவர்ஸ் ஆகுதான்ற விஷயங்களை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் கிட்டக்க கம்ப்ளீட் ஆயிருக்கு இப்போ டைம் வந்து ஒரு டுவல் ஆகுது மார்க்கெட் இதில் ஃபஸ்ட்டு ஒரு டோல்பியம் வரைக்கும் ஃப்ளாட் மொமெண்டம் வால்யூம் இல்லை மூவ்மெண்ட் இல்லை வாழட்டையிலே இல்லை ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரேடிங் வந்து போச்சு ஆஃப்டர் டொல்பியம் சடனாக கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட்டு மார்க்கெட் ஒரு ஒன் சைடு அதாவது ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ண ஆரமிச்சிச்சு அப்படி நமக்கு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன்சைட் இறங்கி ஒரு 12-15 கிட்டக்க நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ரேஞ்ச் கிட்டக்க வந்தது இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டே பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சாட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ